குழந்தை எண்களை முதல் முறையாக படிக்கும்போது கைத்தட்டுதல் வழியாக நீங்கள் கற்றுத்தரலாம் இதை செய்ய ஒவ்வொரு எண்ணை சொல்லிக்கொண்டே நீங்கள் கைத்தட்டலாம் 1, 2, 3, 1, 2, 3 பின்னர் குழந்தையும் உங்களுடன் சேர்ந்து ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு 3… என கைத்தொட்டிக்கொண்டே எண்ணலாம் குழந்தைக்கு இது புரிந்ததும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என அடுத்தடுத்த எண்களை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் எண்களை வரிசையாக சொல்வதுதான் எண்ணுதலுக்கு உண்டான முதற்படி ஆகும்